வணக்கம் நான் உங்கள் காலையினோட தமிழ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹவு டு டவுன்லோட் ஜிடிஏ ஃபார்ன் ஜஸ்ட் எடி ஒன் எம்பி தமிழில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க பக்கத்தில் கப்பல் பொட்னே அழுத்திக்கிங்க அப்போ அந்த லேட்டஸ்ட் அப்டேட் மற்றும் டெக் அப்டேட்ஸை உடனே உடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க போகலாம் வீடியோட வீடியோக்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் சீப்ரோஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜிடிஏ லிங்க் கொடுத்துருப்பேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஒரு பேஜாக போன வந்துட்டு ஃபைவ் உள்ளே அந்த ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது பிடிச்சிட்டு மாதிரி நெக்ஸ்ட்டு பிளேஸ்டோரில் வந்து இசட் ஹச்சி வரும்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுவோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் இசட் ஹச்சி அவர் வந்து பெஸ்ட் யூஸ் ஆன் இசட் ஆப் கம்ப்ரஸபிள் ஆப் தான் அது இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுறங்க பார்த்திங்கன்னா இங்கே அந்த கேமிங்ஸ்கள்ட்டின்னு இருக்கும் அதை எக்ஸ்ட்ராக்ட் இயர்னு கொடுத்துருங்க எக்ஸ்ட்ராக்ட் இயர்னு கேட்டால் பாஸ்வேர்டு கேட்போம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் கேமிங் போடுவாங்க நான் ஆல்ரெடி இதை பண்ணிட்டேன் நீ நான் ஆயிடும் பண்ணிட்டோன்னே எங்கே ஊரும் அந்த மாதிரி கேமிங்ஸ் ஜிடிஎஃப் ஃபைவ் ஸ்டார் கேமிங்ஸ் உள்ளிட்டேன் அது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் டிசைன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ராக்ஸ்டார் ஜிடிஏ அப்படின்றக்கத காபி பண்ணி இங்கே ஆண்ட்ராய்ட் டேட்டாவில் பேஸ் பண்ணணும் ஆண்ட்ராய்ட் டேட்டாவில் பேஸ் பண்ணுறத நான் ஆன்ட்ராய்ட் பண்ணிட்டேன் பேஸ் பண்ணுறீங்களே போதும் பேஸ் பண்ணுற உடனே ஒன்றும் அவ்வளோதான் நம்ம நம்ம எங்கே பண்ண எப்போ வருது அதே மாதிரிதான் வரும் இப்போ எங்களுக்கு அது ஒரு கார் சேஞ்ச் பண்ணலாம் மிஷின்னா பண்ணு தேவையில்லை